ஏ சண்டாலியே ஏ சதியாரியே உன்னை கண்டதும் வான்ஸ் ஃபோர் வான்ஸ் ஃபோர் வான்ஸ் ஃபோர் மே மண்டக்குள்ள டிண்டு போட்டு போட்டு ஒரு போனா போட்டு எம் மனச ரெண்டு இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் சேட்ஸ நீங்களும் எடிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டுடுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் முதல்ல கெயின் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கெயின் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் க்ரேட் நியூ அப்படின் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்போக் ரேஷோவில் பதினாறு ஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டுன்னு இருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்டு வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க வீடியோ எடுத்த பிறகு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்ட ஆப்ஷன் காட்டாது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விடுங்க நான் வந்து ஒரு முப்பது செகண்ட் வீடியோ எடிட் பண்ண போகிறதுனால ஒரு முப்பது செகண்ட் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷனுக்கு கேட்காத நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நம்ம இதில் ஒரு ஃபுல் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு டிஸ்பிளேயில் எப்படி காட்டுது இதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டும் அது நீங்கள் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோமாரி இருக்கும் அந்த ஆரோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக அந்தளவுக்கு நீங்கள் இதை ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணிங்க ஜூம் பண்ணிட்டு இப்படி கீழே நான் எந்தளவுக்கு செட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்களும் இப்படி செட் பண்ணி இந்த இடத்துல போய் வச்சுக்கிங்க வச்ச பிறகு இதை வீடியோ என்னதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விடுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷனுக்கு ஏகாது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு பறவை பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய கொடுப்போட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அது போயிட்டு டவுன்ஸ் போயிட்டு அதை நீங்க எடுத்துக்க அதை எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒரு தூரம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் மூவ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் விரலாலேயும் மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணி வைங்க ஓகேங்களா அந்த இந்த கார்னரில் நீங்கள் செட் பண்ணுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் செட் பண்ணிவிட்டு இது வீடியோ என்னதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஸுனு கேட்காது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு நீங்கள் அகின் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைட் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் பிளேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்கிங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைட்டுக்கு நம்ம பவர் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இதை வீடியோ என்பதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு வீடியோடய ஸ்டார்டிங் பயன் வாங்க ஸ்டார்டிங் பயன் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைட்டை எரிய வைக்க போகிறோம் அதனுடைய பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் போயிட்டு ஓகேங்களா அது எடுத்து பிறகு நீங்க ஒருத்தர் கிளிக் பண்ணுங்க செட் பண்ணிவிட்டு இது வீடியோ எடுத்துக்கப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு உங்களுக்கு இந்த கலர் நல்லாயிருந்த கலர் வச்சு இந்த கலர் எனக்கு வேண்டாம் வேற கலர் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வளர்சல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வாங்க ஹச்யூஇன் இருக்கும் அதில் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் தேவை நீங்கள் அந்த கலர் நீங்கள் செட் பண்ணி வச்சிக்கலாம் ஓகேங்களா நான் இந்த கலர் வச்சுக்கிறேன் ஓகேங்களா நான் ரோஸ் கலர் வச்சுக்கிறேன் பார்க்குறதுக்கு செம் சூப்பராக இருக்கு நீங்களும் உங்களுக்கு எந்த களத்தை வந்ததில் நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸும் கொடுக்குங்க கொடுத்த பிறகு அங்க நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு இதோடைய டூப்ளிகேட் எடுத்து அந்த சைட் வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதில் போயிட்டு ஓகேங்களா ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே விரலால் மூவ் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ண பிறகு மேலே டிகாப்ஸும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுல உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்க நான் இதை வீடியோ எடுத்துகிறேன் வந்த பிறகு நெஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போறேன் போயிட்டு எடுக்கலாம் எடுத்த பிறகு ஓகேங்களா இந்த இமேஜ் மேலே நீங்கள் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு இது அப்படி லைட்டை அப்படி ஜூம் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு ஜூ உங்களுக்கு எந்தளவுக்கு அந்தளவுக்கு நீங்கள் எப்படி ஜூம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜூம் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல எப்படி செட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இது நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா த்ரீ டேட் இருக்கும் அதில் அதில் போயிட்டு நீங்கள் செட்டு பேக் கொடுத்து ஓகேங்களா செட்டு பேக் கொடுத்தப்பறம் இது அழகாக எப்படி செட் ஆகிரும் ஓகேங்களா செட் ஆன அப்புறம் இந்த கார்னரில் எப்படி இப்படி செட் பண்ணி வைங்க செட் பண்ணிட்டு இது வீடியோ எடுத்துக்கே ட்ராக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ண பிறகு மறுபடியும் வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நீங்கள் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாவி சிம்பிள் இருக்கும் அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் ஒரு ஃபோர் செகண்ட் மூவ் பண்ணுறேன் மூவ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வெளியே அப்படி எழுத்துட்டு வாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு த்ரீ செகண்ட் இல்லை செகண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் எழுத்துட்டு ஓகேங்களா மறுபடி நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஒரு த்ரீயோ இல்லை ஃபோரோ மூவ் உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணி ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அந்தளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு நீங்களும் இந்த அளவுக்கு மறுபடியும் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வச்சு இப்படி நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே டிக்காப் கொடுத்தோம் ஓகேங்களா டிகாப்ஸும் கொடுத்த பிறகு அங்கே நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லைட் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வலசை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்த பிறகு நீங்கள் அகைன் நீங்கள் அந்த டெப்லெட் மேடத்துட்டு கிளிக் பண்ணிட்டு அப்படியே வளசிற ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அதில் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இது நம்மளுக்கு இது செட் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு லிரிக்ஸை நீங்கள் பண்ணிக்கலா நான் ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்றேன் அதுக்கு லேயர்ல போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸ் போயிட்டு அதை நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நாங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அப்படி நீங்கள் அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு லைட்ட இதில் மூவ் பண்ணுங்கள் லைன் எந்த இடத்துல வருதோ கிளிக் பண்ணிட்டு இது இந்த இடத்துல கீழே அப்படி செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அங்கே நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஒன்று கண்டதும் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம ஃபைனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதே நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வலைசிறு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிகாப்ஸன் கொடுத்துருங்க அகைன் அந்த டெம்ப்ளெட் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வலைசு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங்னு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு அகை நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணி வீடியோ எடுத்துக்கடியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு டிக் ஆப்ஸன் கொடுத்து வீடியோடயே ஸ்டார்டிங் பண்ணிவிங்க இப்போ நமக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் சேட்டு இப்ப நம்ம இதை பண்ணி எடுக்கிறோம் எந்த பிடிச்சிருந்த பார்க்கலாம்